மனதிலே ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் இப்ராஹிமலை அழகான ஒரு ஆட்டை தான் நல்ல முறையை கரி சமைத்து ரொட்டி சுட்டி பக்குவ பிடித்து அதை கொண்டு வந்து தன்னுடைய விருந்தாளிகளுடைய முன்பதாகத்தானே வைத்து நான் இப்ரோஹிம் அரை சுனாத்மஸ்வரா அன்போடு பண்போடு தானே உபத்தரித்து உண்ணுங்கள் என்று சொல்லி உபத்தரித்து உடையவன் நமக்கு உணவை பதி ஆறுகளே அல்லா நமக்கு அழித்த உணவைப் பதி மேலாம்பரமான உண்ணுங்க என்று சொன்னதும் இருவரும் சொன்னார்கள் அதாவது இந்த உணவுக்கு பகரமாக நாங்கள் எதையும்படி இந்த உணவை நாங்கள் சாப்பிட மாட்டோம் இந்த உணவுக்கு கூலி கொடுத்தாதான் நாங்க சாப்பிடுவோம் சொன்னாங்க அப்படியா அப்படியானால் இந்த உணவுக்கு கூலி இருக்கிறது ஒண்ணு இதுக்கு என்ன கூலி கேட்கும்போது அப்ப நபி இப்ராஹிம் அலிஸ்வராத் சொன்னாங்க இந்த உணவை முன்பதாக சாப்பிடுவதற்கு முன்பதாக நீங்கள் சொல்லுங்கள் சாப்பிட்டு முடிந்ததின் பின்பு அல்ஹந்தி சொல்லுங்கள் இதுதான் இந்த உணவுக்கு கூலியாக இருக்கும் என்று நபி இப்ராஹிம் அலி சொல்லாத்துலாம் சொன்னார்கள் இது கேட்டவுடனே அந்த இரு மலர்ச்சிகளும் சந்தோஷமாகி சொன்னார்கள் அதாவது அல்லாவுக்கான ஆண்டவன் தேர்ந்தெடுத்த நபிமார்களில் இப்ராஹிம் ஹலில் அழைப்பதற்குரிய நேசமுடையவர்கள் இவர்கள் தான் நெருங்கிய நண்பர் இவர்தான் என்று அவர்களுக்காக வேண்டி துவா செய்தார்கள் அதே நேரத்தில் இருவர்கள் சொன்னார்கள் அல்லாவின் தூதரே ரசூல் அவர்களே அதாவது நாங்கள் அல்லாவுடைய உத்தரவு கொண்டு அனுப்பப்பட்ட வழக்குகள் லூத்து நபியினுடைய கௌமுகளை அழிப்பதற்காகவும் உங்களுடைய மனைவி சாரா உம்மா அதனால் அமல் உண்டாவதற்கும் அல்லாஹூ எங்களுக்கு நன்மாராயம் கூறி அனுப்பி வைத்தார் அதுகொண்டு உன்னுடைய சாரா உம்மாவுக்கு நாங்கள் நன்மாராயம் கூற வந்திருக்கின்றோம் என்று அந்த மறக்குகள் சொன்னார்களா அப்படி சொல்லப்பட்ட நேரத்தில் சாரா உம்மா இதை கேட்ட அவர் தான் சிரிப்பாக கலக அறிந்த சொன்னதோ நாம் எவ்வாறு மகப்பேறு பெறப்போகின்றோம் நம்மளுக்கு நன்மாராய் சொல்லுகின்றார்களே என்று சாராவும் அதே நேரத்தில் நத்தி இப்ராஹி மரிசு சாராவை ஏன் சிரிக்கின்றீர்கள் இவங்கன்னா அல்வாவுடைய அமரவர்கள் மலக்குகள் அவங்க விருந்து சாப்பிட மாட்டான் உலகத்தில் உள்ள உணவை உட்கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னார் அப்ப சாரா அவங்க சொன்னார்கள் நான் அதற்காக சிரிக்கவில்லை அதாவது எனக்கு குழந்தைகளை குழந்தையை பிறப்பதற்காக நன்மாராயம் சொன்னார்களே அதை ஏறி நான் சிரிக்கிறேன் அதாவது குழந்தை பெறுவதற்குரிய பக்குவங்கள் எல்லாம் தவறிவிட்டு பயோரிகத்தன்மை அடைந்து விட்டேன் ஆகையினால் அந்த குழந்தை பெறுவதற்குரிய அந்த ஹைபாசன் நான் நின்று விட்டேன் இதற்கு பின்னால் நான் எப்படி குழந்தை பெறுவேன் அதை எண்ணி என்று சொன்னார்கள் காரணம் அதாவது அதான் சாரா அம்மாவுக்கு தொண்ணூறு வயதும் நபி இப்ராஹிம் சொலாம் அவர்களுக்கு நூத்தி இருபது இருந்ததா சாரா அம்மாவுக்கு தொண்ணூறு வயது அதற்கு நான் எப்படி மகப்பேறு பெறப்போகிறேன் என்பதாக எண்ணி என்று சாரா உம்மா சொன்னாங்க உடனே அதே நேரத்தில் அல்லாவுடைய அமர்வர்கள் சாரா உம்மா அவர்களுடைய அல்லாட்சி கொண்டு நல்லா கொண்டு மகப்பேறு பெறக்கூடிய ஒரு பக்குவத்தை பெற்றார்களாம் சாரா உம்மா ஆகவே ஆண்டவனுடைய அருள் கொண்டு சாரா உம்மாவும் அமர் தெரித்தார்கள் அமர் உண்டானார்கள் ஆகவே இரண்டு பேர்களும் அமர் தெரித்து இறைவனுடைய பேரரு கொண்டு ஒன்பது நாள் என்று சொல்ல மாதம் அன்னை ஹாஜரா உம்மாவர்களும் இரண்டு பேர்களும் எப்பேர் கொத்த மகனை பெற்றெடுத்தார்களையானால் அழகான ஆண் மக்களை பெற்றெடுத்தார்கள் சாரா உம்மா பெற்றெடுத்த ஆண் மகனுக்கு பெயர் அதாவது இசாக்கு என்பதாக அவர்களுக்கு பெயர் நாமத்தை சூட்டினார்கள் பெற்றெடுத்த மகன் அவர்களுக்கு இஸ்மாயில் என்பதாக பெயர் நாமத்தை சூட்டினார்கள் சூட்டி எங்கள் பிரியமாக பாதுகாத்து போது இந்த உலகத்தில் எல்லாம் பிடித்த மூலமாக அல்லாஹூப் வைக்கின்றான் ஜிப்ரில் அலி சொலாத் வந்து இறங்கி நபி இப்ராஹிம் அவர்களை சொல்லுகிறார்கள் அழைத்து கொண்டு என்ன இடத்தில் கொண்டு போய் விட்டு வேண்டும் என்று அல்லாவுடைய உத்தரவு என்று ஜிப்ரீல் அலி சுலாத் வந்து சொன்ன உடனே இதை நபி இப்ராஹிம் அலி சுலாத் உடனே மக்கமா நகரம் இன்றைக்கு ஆபத்துல்லா எந்த இடத்திலே அமைந்திருக்கின்றதோ அந்த இடத்தில்தானே கொண்டு வந்து தன்னுடைய மனைவியையும் மகனையும் தான் இடத்தில் விட்டு nabi ibrahim ne sanat ko salam ye do mein paisa me le tigin bina dak tin boji anayana hajarau arje anbodhi kadhiwa nari எனது அருமையின் பயங்கரமாவுடைய மக்க மனிதர்களோ மற்றும் எந்த விதமா உடைய ஒரு நிலையோ இல்லாத அதை பயங்கரமா உடைய காட்டுக்குள் கொண்டு வந்து என்னையும் என்னுடைய மகனையும் விட்டு விட்டு செல்கின்றீர்களே எங்கே போகின்றீர்கள் என்று கேட்டாங்க அப்படி கேட்கும்போது நம்பி இப்ராஹிம் சொல்லாம் எதுவுமே அவர்கள் பதில் சொல்லவில்லை மீண்டும் நடந்தார்கள் மீண்டும் கேட்டார்கள் என்ன காரணம் என்ன எங்க கொண்டு வந்து விட்டு போகின்றீர்களே என்று கேட்டாங்க அதற்கும் அவர்கள் சொல்லவில்லை மூன்றாவது முறையாக கேட்டார்கள் அல்லாவின் கட்டளையா அல்லாவின் உத்தரவா எங்களையும் என்னுடைய நகனின் நிறத்தில் கொண்டு வந்து விட்டு விட்டு செல்லும் வெளியாக என்று கேட்டார்கள் அப்ப சொன்னார்கள் ஆ அல்லாவுடைய உத்தரவென்று சொன்னார்கள் இதை கேட்ட ஹாஜிராமி சொன்னார்கள் அவ்வாவுடைய உத்தரவு அப்படியானால் நீங்கள் போங்கள் அல்லாஹூ என்னத்தான உத்தால் ஆண்டவன் என்னையும் என்னுடைய மகனையும் அவ்வாஹு பாதுகாப்பார் என்று அன்போடு சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார்களா ஆகவே பெரியோர்களே தாய்மார்களை சற்று நம்முடைய மனிதர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் மனிதர்களோ மற்றும் எந்த விதமாவுடைய தண்ணியோ ஊந்தீன் எதுவுமோ இல்லாத அது பயங்கரமான காட்டுக்குள்ள கொண்டு வந்து தான் மனைவியையும் தான் பெற்ற புள்ளையும் கொண்டு வந்து விட்டு செல்ல வேண்டுமே அதே நேரத்தில் அந்த தாய் அவர்கள் அல்லாஹுடைய ஒரு உத்தரவு என்று சொன்னதும் உடனே அப்படியே ஆட்பிணிந்து அதற்கு அந்த இடத்தை தங்கிவிட்டார்கள் அன்புள்ள பெரியவர்களே தாய்மார்களே நம்முடைய மதிலே நிப்பாக்க வேண்டும் நம்பி இப்ராஹிம் ஹரிசுலா சுசுலாம் இவ்வாறு தன்னுடைய மனைவி வெட்டி சென்றவுடனே உத்தரவு அப்படி என்றால் நான் சந்தோஷமாக அல்லாஹ் எங்களை பாதுகாத்துக் கொள்வார் என்று அந்த தங்கி கொண்டார்கள் அதே நேரத்தில் நாம் இப்ப என்னை பார்க்க வேண்டும் இது போன்ற அல்லாவுடைய உத்தரவு எங்கு தன்னுடைய மனைவி அழைத்துக் கொண்டு காட்டிலேயே மேட்டிலேயே எங்கேயாவது ஒரு ஊர் நாடு இல்ல கொண்டு விட்டுட்டு போனா அந்த அம்மா சும்மா விடுவாங்க நம்மளா என்று என்னை பார்க்கணும் அப்ப உள்ள நிலையில நபிமார்கள் நபிமார்களுடைய ஒரு தன்மை எவ்வாறு இருந்திருக்கின்றது நபிமார்களுடைய மனைவி மார்கள் எவ்வாறு அவ்வாவுடைய கட்டளை ஏற்றிருக்கின்றார்கள் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதுபோன்று அந்த ஆஜரா அம்மா அப்படி பயங்கரமாவுடைய அந்த பாறைவனத்திலே தான் பெற்று செல்வத்தோடு அந்த இடத்தில்தான் தங்கி இருக்கும் கொண்டு சென்ற தண்ணீர்களெல்லாம் தீர்ந்து விட்டது குடிப்பதற்கு தண்ணி தாகமும் அதிகமான முறையிலே தாகம் தாகத்துடைய தன்மையில பால் குடிக்கின்றது கூடியவர்கள் அந்த பயங்கரம் பாலவன சோதையில தன்னுடைய பிள்ளையை வைத்துக் கொண்டு அங்கு மனதில ரெண்டுப்பட்டவர்களாக என்ன செய்வே அதை செய்வே வெப்பமாகடிக்கும்ங்குடிக்கு பச்சரம் குழந்தையொண்டு நான் என்ன செய்வேன் ஆகத்தான பிள்ளைத்த அது பலருகின்றது எனக்கு தண்ணீர் தாகம் அதிகமாக நான் என்ன செய்வேன் என்று மனதிலே படுகின்ற தண்ணீர் கிடைக்குமா என்று அந்த காணல் நீரைத்தானே பார்த்ததும் அங்கு தண்ணீர் என்பதாக தான் நினைத்து அந்த சபா என்று சபா மறு சபா என்று சொல்லக்கூடிய மலை மீதுதான் கிடைக்கிறதா என்று பார்க்க கூடிய நேரத்தில் குழந்தை இருக்கின்ற இடத்திலே புலி அவரக்கூடிய சத்தம் கேட்கின்றது புலி புலி அவரக்கூடிய சத்தம் கேட்டதும் அதை கேட்ட ஆஜராகுமா மனதிலே பயந்தவர்களாக பச்சிரம் குழந்தையை போட்டு வந்தோமே புலியினுடைய கர்ஜனை கேட்கின்றது என்று அங்கிருந்து ஓடி பிள்ளையை வந்து பார்ப்பார்களாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் பிள்ளை அந்த இடத்திலே கிடக்கின்றது அதே நேரத்தில் வேற எங்கேயா தண்ணி கிடைக்குமா என்று பார்க்கும் போது என்று சொல்லக்கூடிய மலையிலே ஓடி போய் பார்ப்பார்கள் அதுபோல அங்கேயும் போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் அங்கேயும் தண்ணீர் இல்லாதபடி ஹாஜரா உமா தவிராக தவித்துவிடுவார் தனியும் அனுப்பிவிட்டு விடுவார் செல்வத்தினுடைய அந்த இஸ்மாயிலுடைய தாகத்தை தீர்த்து வைப்பார் என்று ஓடினார்களாம் அங்கு அன்றைக்கு ஓடிய அந்த ஓட்டம் தான் இன்னைக்கு மக்காவுக்கு செல்லக்கூடிய சபாவுக்கும் மறுவாவுக்கும் செங்கோட்டமாக ஓடுகின்றார்கள் அன்னை தண்ணி தேடி அந்த ஓட்டம் அது இன்றைக்கு ஹஜாரிகளுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது அது போன்று ஆஜராகுமா இந்த விதமாறு இரயில் வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் தண்ணி இல்லையே தண்ணி தன்னுடைய பிள்ளை நாம ரொம்ப தனியாக தவிக்கின்றோமே என்று தன்மை மறந்தவர்களாக இருக்கும் போது அம்மாவுடைய ஊத்துறவுண்டு அங்கு யார் வந்து இறங்குகின்றார்களே ஆனால் மாணவர்களுக்கெல்லாம் அரசு மனித இறங்கிய முன்பாக அவர்கள் நீங்கள் யாரும் அவர்களுடைய சொன்னார்கள் அம்மா நீங்கள் தண்ணீருக்காக இவ்வாறு நீங்கள் அறிந்து திரும்ப தண்ணீர் இருக்கின்ற இடத்தை காட்டுகிறேன் என்று அன்னை அழைத்துக் கொண்டு இஸ்மாயில் அலேசுலாத்துடைய காரடியில் நின்றும் ஈரம் தசிந்து கொண்டிருக்கின்ற இதை கண்ணுக்கிபிரை அலை சுலாத்து வல்லாம் சொன்னார்கள் அம்மா அந்த ஈரம் தெரிகின்ற அந்த இடத்தை தோன்று கிடந்து அன்பு மகனை கசிக்கின்ற நேரத்தில் அந்த பாலைவன பூமியில அதிசயமான முறையில பூமியில் இன்றும் நீர் ஊத்தாக கூடியதே கொப்பளிக்கின்றது அந்த கண்ட அன்னை ஹாஜராவர்கள் மனதிலே ரொம்ப மகிழ்ச்சி கொண்டு சந்தோஷம் அடைந்து அந்த ஊற்று பெருகி ஓடுவதை கண்ட அன்னை ஹாஜரா சொன்னார்கள் ஜம் ஜம் என்று சொன்னார்கள் அதாவது அந்த தண்ணீர் ஊற்று பொங்கிக் கொண்டு வந்த நேரத்தில் அன்னை ஹாஜரா அவர்கள் ஜம் ஜம் என்று சொன்னார்கள் அதாவது தண்ணீரை பார்த்து நில் நில் என்று சொன்னார்கள் இதைத்தான் நம்முடைய பெரும்பான் நபி முகமது சோலைவனமாக காட்டி வைத்திருக்கும் அவ்வாறு அந்த ஜம்ஜம் கணத்தினுடைய நீர் எங்கும் எல்லாருக்கும் எப்பமும் கிடைத்திருக்கும் ஆனால் அவர்கள் அவர் அவ்வாறு சொன்னதினால் அந்த தண்ணீர் அப்படியே நெருங்குவிட்டது என்று அருமை நபி சொ அவ்வாறு தோண்டியதும் அறிந்தி தாகம் தீர்ந்து அந்த இடத்திற்கு அங்கே தங்கி இருக்கும்போது அந்த பாத வழியாக வியாபாரத்திற்கு செல்ல கூட செல்லக்கூடிய வர்த்தக கூட்டத்தார்கள் காற்றுக்குள் தண்ணீருக்காக அலைமோடி வருகின்ற போது அந்த தண்ணீர் இடத்தில் பச்சி தாரங்கள் அந்த வர்த்தக கூட்டத்தார்கள் கண்ணிலே கண்டிவார் தண்ணீர் இருக்கும் இடம்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 அப்படியே நீங்கள் எல்லாரும் இங்க வந்து குடியேறுங்கள் என்று சொன்னார்களா அதன் பின்பு அந்த வர்த்தக கூட்டத்தார்கள் அவரவர்களுடைய குடிகளோடு குடியேறினார்களாம் இப்படி அந்த இடம் ஒரு ஊராக ஒரு நகரமாக மாற்றப்பட்டது இந்த முறை இருக்கின்ற பொழுது அதாவது சுமார் வரை அவர்களும் அதாவது ஏழு வயதென்றும் பத்து வயது குறிப்பிடப்படுகின்றது அப்படி பாலபருவமுடைய ஒரு நாள் நபி இப்ராஹிம் அலை அவங்களுடைய மனதில் ஒரு என்ன என்னவென்றால் புனிதமாகியா என்று சொல்லக்கூடிய பள்ளி வாசலை நான் கட்டி முடிக்க வேண்டும் அவருக்கு நீ எனக்கு கிருபி செய்ய வேண்டும் என்று இறைவனிடத்திலே வேண்டிக் கொண்டார்கள் நபி இப்ராஹிம் அலை அவ்வாவுடைய உத்தரவு கொண்டு அந்த பகபத்து கட்டுகின்றார்கள் அப்படி கெட்டக்கூடிய நேரத்தில் முதன் முதலாக நம்முடைய ஆதிபிதா பாபா ஆதமரி சிவநாத் பௌபத்துல்லா பள்ளியை கட்டினார்கள் அப்படி கட்டுகின்ற பொழுது சொர்க்கத்தில் இன்றும் அதாவது ஹஜரத்தில் அசோத் என்று சொல்லக்கூடிய ஒரு சொர்க்கத்தினுடைய கல் அந்த கோபாவை கெட்டும் போது அது வந்து இறங்கி அதையும் அதில் வைத்து கட்டினார்கள் ஆனால் நபியினுடைய காலத்தில் வெள்ளப்பிரணயம் ஏற்பட்ட பொழுது காபத்துல்லா பள்ளிவாசல் நான்காவது வான் யோகத்திற்கு உயர்த்தப்பட்டு விட்டதாக சரித்திர வரலாறு கூறுகின்றேன் அப்பொழுது அந்த ஹஜரத்தில் அசோத் என்று சொல்லக்கூடிய அந்த கல் மறைக்கப்பட்டிருந்த அது அவாவுடைய ஒரு அனுகிரகத்தை கொண்டு அந்த கல் இருக்கின்ற இடத்தை கண்டுபிடித்து அதை எடுத்துக்கொண்டு வந்து அல்லாவுடைய அரிசிக்கும் கீழாக கௌபத்துல்லா கட்டி முடித்த அதோடு அந்த கல்லையை வைத்து கட்டினார்களா கட்டி முடித்த நபி இப்ராஹிம் அலி சுனாத் மனதிலே ரொம்ப நிறைவோடி மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமாகத்தான் இருக்கின்ற பொழுது ஒரு நாள் அன்று நபி இப்ராஹிம் அலி சுனாத் அவர்களுடைய அறமணையை ிருக்கும்போது கனவன்றி கண்டிடுவாரி இப்ராஹிம் நபி அவர்கள் நபி இப்ராஹிம் அல்லீஸ்லா சொலாம் படுத்து நித்திரையாக கொண்டு இருக்கும் போது கனவு காணுகின்றார் என்ன கனவு குர்பானி கொடுப்பதை கனவு காணுகின்றார் கொடுப்பதை கனவு கொண்டி மொழி தெரிந்து காலையில் அது போந்து நூறு ஒட்டகங்களை குர்பானி கொடுத்தார்கள் கொடுத்த உடனே வானத்தில் இன்றும் நெருப்புகள் வந்து இறங்கி அந்த குர்பானியை தானே தின்றுவிட்டது அந்த குருபானியை எரித்துவிட்டது அது கண்ட இப்ராஹிம் நபி நம்முடைய குருபானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதாக எண்ணினார்கள் அக்காலத்தில் குர்பானி செய்யப்பட்டதும் நெருப்பு இறங்கி அந்த குருபானியை ஏற்றுக்கொள்ளுமா இது குருபானி ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக எண்ணிக்கொள்வார்கள் அதுபோன்று நபி இப்ராஹிமும் அது போல் நினைத்தார் நம்முடைய குருபானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அதே போன்று இரண்டாவது நாள் என்றும் நபி இப்ராஹிம்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 oru vaali oru veli pondana kanavandi kandiruval igudha gin nabi avaru jayi yem korban seive நீங்கள் அல்லா உட்காக வேண்டி அருகே செய்ய வேண்டும் என்று நம்பி இப்ராஹிம் அலி சலாத்து அறிவிக்கப்படுகின்றது அது கண்டனி இப்ராஹிம் அலி சலாத்துக்கு சென்று நம்முடைய அன்புக்கும் பாசத்துக்கும் பிரியமுடிய மகன் இசுமாயில் அவர்களை அதாவது தலையும் அவர்களுடைய பிழறியையும் தண்ணீர் கொண்டு சுத்தமாக கழுவிடுங்கள் சொன்னா அதே போயும் நல்ல முறையிலே கழுகி துப்புரவு செய்து அனுப்பி வைத்தார்கள் அதே நேரத்தில் நபி இப்ராஹிம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அங்கு மகனே நல்ல அழகான ஒரு கட்சி ஒன்றும் ஒரு கைத்தையும் எடுத்துக் என்று சொன்னார்கள் அவ்வாறு கயலையும் கத்தியும் எடுத்துக்கொண்டு வாரங்கள் பின்தொடர்ந்து என்று சொன்னதும் அந்த தந்தையினுடைய சொல்லுக்கு தாழ் விளைந்த மகன் இஸ்மாயிம் அலி சுலாத் அது போன்ற நிலம் கூறக்கூடிய நேரத்தில் நம்பி இப்ராஹிம் அலி சுலாத் தன்னுடைய மகனை தான் பார்த்து சொல்லுகின்றார்கள் கண்ணான கண் மகனே சும்மாயிலே புகழ்ந்தது இதை கேட்ட நபி இப்ராஹிம் சொன்னார்கள் நான் அதனால் உன்னை அழைத்து வருகின்றேன் உன்னுடைய மன சம்மதம் என்ன என்று கேட்டார்கள் பதில் சொன்னார்கள் அன்பு தந்தையே என் அருமை தகப்பனார் அவர்களே அவ்வாஹுவின் கட்டளை அதுவானால் அவ்வாவுக்கான ஆண்டவனுடைய ஒரு தீர்ப்பு அதுவானால் நான் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகின்றேன் சம்மதிக்கின்றேன் உங்களுடைய விருப்பப்படி அந்த இறைவனுக்கு பொருத்தமான முறையில் யாரும் நீங்கள் என்னை பொறுப்பானிக் கொள்ளுங்கள் என்று குணமுடன் சொல்லி அதுவானால் நான் மனப்பூர்வமாக சம்மதிக்கின்றேன் உங்களுடைய விருப்பப்படி என்னை அடுத்து கொள்பாடு செய்யுங்கள் என்று இதை கேட்ட நம்பி இப்ராஹிம் அரிசலாது அவங்களுடைய மன கொண்டு சந்தோஷமாகி மகனை அழைத்து அதே நேரத்தில் கூடிய அவன் மனிதர் வடிவமாக சூரத்தை எடுத்துக்கொண்டு அவன் எங்கே போகின்றான் இடத்துக்குச் செல்லுகின்றான் ஹாஜிராவ இடத்துக்கு சென்று அங்கு எப்படி சொல்லுகின்றான் உங்களுடைய கணவர் இஸ்மாயிலை எங்கு அழைத்து போகிறார் தெரியுமா என்று கேட்டார் அப்பொழுது ஹாஜிரா என்னுடைய கணவர் என்னுடைய மகன் இஸ்மாயிலை காட்டுக்கு விறகு படுக்குவதற்காக அழைத்து செல்கிறார்கள் என்று சொன்னார்கள் அதே கேட்ட எப்படி சொன்னா ஓ இல்லை உன்னுடைய மகனை அதற்காக ஒரு அழைப்பு செல்லவில்லை அல்லாவின் கட்டுரையின்படி மகனை அறுத்து குர்பானி கொடுப்பதற்காக அழைத்து போகிறார் என்று சொன்னார்கள் என்னுடைய மகன் இஸ் மாணவில் ரொம்ப உகப்பான மகன் அதுகொண்டு அவர்கள் அவ்வாறு செய்ய மாட்டார்கள் என்று சொன்னார்கள் அது கேட்ட இப்ளி மீண்டும் சொன்னார் இல்லவே இல்லை நிச்சயமாக அல்லாவுடைய ஆணை அப்படித்தான் உன்னுடைய மகன் இஸ்மாயிலை அறுத்து குர்பானை கொடுப்பதற்காக கூட்டி செல்லுகிறார் என்று சொன்னார் அது கேட்ட ஹாஜரா சொன்னார்கள் அவ்வாவுடைய ஆணை அப்படியாக இருக்குமையானார் அதுபோன்று என்னுடைய மகன் இஸ்மாயில அறுத்து குர்பானை கொடுப்பதற்கு எனக்கு எந்த விதமான ஒரு ஐயம் இல்லை எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை அதுபோன்று என்னுடைய கிணவர் என்னுடைய மகன் இஸ்மாயில் அடுத்து குர்பானை கொடுத்தால் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகின்றேன் கொடால் ஆணத்து பிடித்தவரை என்று ஹாஜரா அம்மா சொன்னார்கள் இந்த இபிலிசினுடைய ஒரு சூழ்ச்சி ஆஜராக பறிக்கவில்லை மீண்டும் ஓடி வருகின்றார் அப்படி ஓடி வந்த அந்த இபிலிசு இஸ்மாயில் அவர்களை சொல்லுகின்றான் இஸ்மாயிலே உன்னுடைய தந்தை எங்க அழைத்துக் கோகிறார் தெரியுமா உன்னை குர்பானி கொடுப்பதற்காக அழைத்து செல்லுகின்றார் ஆகையினால உன்னை புயலோடு வறுத்து பலியிடுவதற்காக அழைத்து செல்லுகின்றார் என்று சொன்னதும் அது கேட்ட இஸ்மாயில் சொன்னார்கள் அவ்வாறு உடைய கட்டளை அதுவான மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்று அவர்களும் மறுத்து வைத்தார்கள் அவரிடத்திலும் ஒரு கூற்று பணிக்கவில்லை மூன்றாவதாக அவங்களிடத்துக்கு ஓடி வருகின்றான் ஓடி வந்து சொல்லுகின்ற இப்ராஹிமே நீ கண்ட கனவை அதாவது நீ கண்ட ஒரு சொத்தனம் உண்மையான கனவல்ல அது ஷைசானுடைய ஒரு வேலை அழகு மகனேசுமா அறுக்க வேண்டாம் என்று சொல்லுகின்றார் அது கேட்டு நம்பி இப்ராஹிம் உடனே அவனை சொன்னார்கள் அல்லாவுக்கு மாறு செய்தவனே ஆகையினால் என்னுடைய முன்னாலே நெய்யாது என்று நம்பி இப்ராஹிம் அணி சுவனாத் பத்தாம் அவர்கள் அந்த அந்த இடத்தில் கல்லால் அடித்திருவார் கடுமையாய் பேசிடுவார் அபி சல்லே மதிடும் மாசி அங்க சவாய் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து மரித்து Ibar சொன்ன அந்த இடத்துல கல்ல கொண்டு எறிஞ்சு அவரைத் தாங்கலாம் வீழ் மகனை கூட்டி கொண்டு வந்தபோது மருவா என்று தெருக்கு எடுத்து வந்து வைத்தார் குற께 வந்ததும் அங்கேயே அவனை கல் கொண்டு டித்தார்கள் அவன் பின்னே நன்றி இப்ராஹிம் அலிஸ்லா குர்பானில் அந்த மினா என்று சொல்லக்கூடிய இடத்தில்தான் நிறுத்தி தன்னுடைய மகனை தான் பார்த்து சொல்லுகின்ற அன்பு மகனே இஸ்மான இந்த இடத்தில்தான் உங்களை அதுக்கு அங்கா உப்பாக வேண்டி குர்பானி போகிறேன் என்று சொன்னதும் இதை கேட்ட பால பருவமுடைய இஸ்மாயில் அலி சலாத்து முகத்தை பார்த்து சொல்லுகின்றார்கள் அன்பு தந்தையே நீங்கள் என்னை அறுத்து குர்பானி கொடுப்பதில் எனக்கு எந்த விதமாவுடைய ஒரு ஆட்சேபணியும் ஆனால் எனக்கு அஞ்சு உண்டாயிருக்கிறது அதை நீங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும் தந்தையே என்று சொன்னார்கள் அதை கேட்ட இப்ராஹிம் அபில சொன்னார்கள் அன்பு அப்படி என்ன உங்களுக்கு அஞ்சு ஆஜத்து என்று கேட்கும் பொழுது அப்பம் பிள்ளை சொல்லுகின்ற